முப்பது பேரு பார்சல் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சேன் உங்களை பார்த்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மோர் தேன் டூ த்ரீ லேக்ஸ் கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் வித்தியாசம் வித்தியாசமான கிளாஸஸ் அண்ட் லாஸ்ட் டூ ஹவர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் பார்த்திங்களா இந்த செஷனுக்கு முன்னாடி இது எந்த கிளாஸ்லையும் கிடச்சதே கேட்குது த மோஸ்ட் பியூட்டிஃபுல் கிளாஸ் ஐ வெர் பீன் அண்ட் திஸ் வாஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் ஸ்கூல் அண்ட் ஸோ கிளாட் தட் டைம் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அண்ட் சீரீஸ் அங்கே நாங்கள் நிறையா கிளாஸுக்கு போயிருக்கோம் அண்ட் அங்கே செகண்ட் பாயிண்ட் இன்னும் ரொம்ப ரொம்ப அல்டிமேட் த மோஸ்ட் லவ்விங் பாயிண்ட் ஆஃப் யூவர்ஸ் இந்த சீக்கிங்கில் நாங்கள் திருவண்ணாமலையில் போய் உக்காந்துருக்கோம் இல்லை வேறு வேறு கிளாஸில் போய் உக்காந்துருந்தப்போ இந்த ஜீவன்னா என்ன கதினா என்ன இல்லை இதை இந்த கல்பம் காயக்கல்பம் எப்படி இங்கே கொண்டு வரலாம் இதை நாங்கள் அகஸ்திய பே விந்து நிலை தனியார் விந்தை கண்டாறு இதமான நாதுமதி உருவாக்குவோம் இந்த கல்பம்லாம் எப்படி இங்கே பண்ணுறது கேட்டப்போ இதெல்லாம் பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டுபிடிக்க இதை நான் உங்களுக்கு எப்படி அசால்ட்டாக கொடுக்க முடியும் ஒரு செகண்டை கொடுத்தாங்க யாருனாலும் முடியும் ஒரு <laughs> அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப மேல இருக்கிற மாதிரி நாங்கள தொடுறதே அவ்வளவு பாவம் நினைக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ண வைப்பாங்க நம்மள பட் நீங்க வெரி காமன் மேனா வந்து பண்றது இல்லனா எனக்கு எனக்கும் உள்ளுக்குள்ள காயங்கள் அப்படிங்கறது அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சத நான் நல்லா உணர்றேன் இன்ஃபேக்ட் அப்படிலாம் சில மெடிடேஷன் பண்ணதுனாலதான் இப்ப இந்த பாடியில உயிர் இங்க நின்று பேசி இங்க கத்துட்ட மெடிடேஷன் மூலமா இன்னும் எனக்கு சில வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு ஏ நிச்சயமா லைஃப் பிளான் என்ன கை கொடுங்கங்கற நம்பிக்கை இருக்கு அதலாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த ஜீவ சமாதி பத்தி சொல்லீர்பீங்கல்ல அதுக்கு அப்புறமா உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நான் ஒரு 11 ஜீவ சமாதிக்கு இந்த ஒரு மாசத்திலே நான் போய்ட்டு வந்துட்டேன் வெரி குட் எக்ஸலెంట్ ஒரு 11 ஜீவ சமாதிக்கு போற கூடிய வாய்ப்பு அது உங்க மூலமாதான் கிடைச்சது ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு நாளைக்கி 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் எங்க வீட்ல இவருடைய கிளிப்பிங்ஸ் ஓடிட்டே இருக்கும் இவருடைய டாக் பார்த்து தான் நான் ஜீவசமாதியை படித்து சரி இது போயிட்டு வந்துடலான்னு போனோம் நிஜமாவே ரொம்ப அமேசிங் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் அங்கே உக்காந்துருந்த எனக்கு கண்ணு திறக்கவே விருப்பம் பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருந்தது உங்களுக்கெல்லாம் டைம் கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும் உங்களுடைய சேவை டெஃபினட்டாக உலகம் முழுவதும் பல பேருக்கு அது தெரிய வரணும் உங்கள் கிளிப்பிங்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் சப்டைட்டில் இருந்ததுன்னா கூட என் பையனை நான் அதை பார்க்க சொல்லுவேன் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது செப்டம்பருக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் ப்ரோவோடது வந்து இன்னைக்கு நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நிச்சயமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்றதுக்கான எத என்ன செஞ்சால் தீரும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருப்போம் ஆனால் இவரோட வீடியோவை மொத்தமாக பார்த்தது எத்தனை பேருன்னு தெரியல ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டிருக்காரு அத்தனை வீடியோவையும் ஒரு மூணு மாதத்தில் ஃபுல்லாக பார்த்து முடிச்சேன் மட்டும்ப எது இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாயி ஹாப்பினஸ் மட்டும்தான் லைஃப்ல இருக்கு எவ்ரி செகண்ட் வந்து மிராக்கள் வந்து நடந்துட்டே இருக்கு நம்மளுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டு சரி பண்ணா இருந்தாங்களா ஆனா நான் போயிட்டு அவர்கிட்ட வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு இப்ப வரைக்கும் வந்து எனக்கு அது மறக்கவே இல்லை யாரு கேப்பா நம்மளுக்கு என்ன பிரச்சனை நம்ம அம்மா அப்பா தான் கேட்பாங்க கரெக்டா நம்மள வந்து நம்மளோட பிரச்சனை சரி பண்ணுறதுக்கான யாருன்னா அம்மா அப்பா கேட்பாங்க இல்லைன்னா குரு தீட்சா கிளாஸ்ல வந்து எனக்கே தெரியாது எனக்கு அதெல்லாம் உள்ள இறங்குமா நிச்சயமா எனக்கு இறங்காது ஏன்னா நான் வந்து அவ்வளோ கேட்டா இருக்கேன் ஸோ என்னால் வந்து மன்னிக்கவும் முடியாது அன்பு வந்து அதாவது என்ன சொல்றதாரு ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நீங்க அந்த அளவுக்கு வந்து அன்பை வந்து அன்ப அவ்வளவு காட்டணும்னு ஏவ்வளவு காட்றது இல்ல அப்படின்ற மாதிரி அப்போ நம்ம அந்த தண்மையில நம்ம இல்லே அப்போ நமக்கு எல்லாம் இறங்குமா அப்படினு பார்த்தா انا தெரியாது தேச்சு குடுக்குறப்போ என்ன நடந்துச்சுன எனக்கு தெரியல 20 நிமிஷம் நானானவே இல்ல இசே இன் பாத்வே we are adding your people's life like to bring a peace and harmony so that's the question which i got it right now அதுதான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் அடுத்து வந்து இத வெளியில சொல்ல கூடாது அந்த மாதிரியோ நீங்க சொல்லல அது இன்னும் ரொம்பவே பச்சைய நீங்க கண்ணலயே தண்ணி வந்தா அந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ண போகுது ஸோ இந்த ப்ரோக்ராம் நல்லா அமையறதுக்கு மெயின் வந்து இந்த வாலண்டியர்ஸ் எல்லாருக்குமே நம்ம தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீச் அண்ட் எவ்ரி இந்த ஃபோர் இயர்ஸாக தான் என்னோடய ஹெல்த் வந்து அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப ஆக்டிவாக வெரி ஆக்டிவ் வீட்டில் வந்து நூறு பேருக்கு கூட என்னால் அலட்சியமாக சமைக்க முடியும் அவ்வளோ வேலை செய்வேன் இருந்தேனா இப்போ இப்படி இருக்கேன் என்னோடய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எனக்கு திருப்பி அந்த பழைய இதெல்லாம் கிடைக்கணும் அந்த தெம்பு எனக்கு வரணும் நாலு பேருக்கு நான் செய்கிற நிலமையில் அது மாதிரி சர்வீஸ் ஆக்டிவிட்டியில் திரும்பி நான் போகணும் அப்படிதான் நான் இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு அதுக்கான ஹெல்த்தை கடவுள் கொடுக்கணும் அப்புறம் பெங்களூரில் தமிழ் ப்ரோக்ராம் பண்ணினது எனக்கு இன்னும் ரொம்பவே இதே நீங்கள் இங்கிலீஷில் பண்ணியிருந்தால் கூட இந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காது இதே மாதிரி நீங்கள் எல்லா ஊர்லேயும் தமிழில் பண்ணணும்னு நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்சால் ஒரு தடவை சிங்கப்பூர்லையும் பண்ணுங்கள் ஏன்னா என்னோட சின்ன பையன் சிங்கப்பூரில் தான் இருக்கும் கலந்து கொடுங்க உனக்கு வந்து ஃபர்தராக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு குரு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதை நான் இன்னைக்கு புரிஞ்சுட்டு மிக சிறப்பாக எல்லாம் உள்ள பரம்பொருள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் உங்கள் விருப்பம் உங்கள் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் குருமார்களினுடைய பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்கின்றன நன்றிம்மா குருவே சரணம் ரொம்ப மன திருப்தியா இருக்கு நன் மக்கள் பெற்று எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண அருளாசிகள் கிடைக்க பெற்று நீங்கள் உச்சகட்ட நிலையான மெய்ஞியான நிலையை அடைந்து அருட்பெருஞ்சோதியை காண வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குருவே சரணம் குருவே சரணம் குருவே சரணம்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 சோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓபன் ஆகிய கொடுங்கள் உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலுங்கள் பரம்போல் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு உங்களால் முடிந்த பண உதவியையோ அல்லது பொருள் உதவியோ நீங்க செய்யணும் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும் போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தி கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்